ஒரு நல்ல எபிசோடா இருந்துச்சு நம்ம பிரீவியஸ் எபிசோடு பாக்காம இந்த வீடியோ பாருங்க இந்த எபிசோட வந்து jagen yuri oda dialogue in episode la nalla irundichi thinking cause had very beautiful very round bats so yenzo mari undha satha adhigama varadanaala yuri kitta vande tension aagum bodhu every single dialogue adhu yuri oda voice irundhu vara ella dialogue me best dialogue delivery yuri undu just castlevania la iruka god brand i mean enna solla varana almost everybody ore maari yaar ku yuri is the man what the hell was that ஸோ நிக்கோலாக் டூரிக்கு நினைக்கிறேன் நிக்கோலாக் டூவரிக்கு வந்து யூரியா வந்து பெஸ்ட்டாக போட்ரெட் பண்ணிருக்காரு அது கூடவே வந்து பெஸ்ட் ரிட்டன் ஆகிட்டு நல்ல காஸ்டிங் வெல்ட் அண்ட் ரஃபர்ஸ் வந்து ஜோஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த எபிசோடு வந்து ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் ஹவர் இருக்கு ஸோ பக்ஸா என்ன ஆப் ரோமான்ஸ் வாட்ஸ்அப் எயிட் மந்த்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜிம் எல்லாருமே ஹோப்பரை பார்த்து கத்துக்கணும் நடந்து பிளடி போனால நின்று ரஷ்யன் கவர்மெண்ட் தான் எபோட்ல பண்ண போய் வருது கிட்ட வந்தோம் நம்மளோட பாய்ஸ் எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு தன்னோட சூசைட் மிஷினுக்காக இப்ப மேக்ஸ் லூக்கர் எல்லாரும் இருக்காங்க நம்ம பிரீவியஸ் எபிசோட்ல பார்த்த மாதிரி பேசிக்கலி மேக்ஸ் தான் வெக்னாவுக்குள்ள ட்ரை பண்ண போறாங்க என்ன வெக்னா வந்து அடாயின் பண்ணி மைண்ட் ட்ராவல் மேக் கொள்ளனோட இருக்குற மாதிரி இருக்குமே அப்சைட் போறாங்க அப்சை பெஸ்டா பண்ணிருக்காங்க அது கூட எதிரி ரெண்டு பேருக்குள்ளே வருது பின்னாடி பிளே ஆகும் எல்லாருமே தேவையான so, <laughs> அந்த பேக் டாப் கூட சால்ட் நிறைய தேவைப்படுது டோன்ஸ் ஆரோக்கிய கிட்ட ஒரு ஐடியா இருக்குதோட ரீவா பண்ணும்போது ஆக்சுவலி சர்ப்ரைசிங் பண்ணியா இருந்துச்சு வந்து லூக்கஸ் மேக்ஸ் எரிக்கா எல்லாருமே விக்டரோட ஹவுஸ்ல வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க லைட்டை வச்சு பேசிகளிலி வெக்கினாரோட சிக்னல் அதிகமாக வந்து லைட் வந்து பிரைட் ஆயிரும் பேசிக் எரிக்கா வந்து சிக்னல் அதிகமாக கிடைக்கும் பிளான் படி வீட்டுக்கு வெளியில ட்ரீ ஹவுல போய் லைட் ஆன் பண்ணி சிக்னல் கொடுக்குறேன் நம்ம அப்சைட் டவுன் உள்ள இருக்கிற பாய்ஸுக்கு இது ஒரு ஆள் வந்து நோட் பண்ணிட்டு போறாரு ஜஸ்ட் ரெகுலர் காய் இது எப்படி ஜேசனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுன்னு தெரியல மேபி ஜேசன் வந்து கம்யூனிட்டி ஹால்ல ஸ்பீச் கொடுக்கும்போது பண்ணதுல விரும்பும் எங்க இருக்காங்க தெரிஞ்சிருச்சு ஆக்க போகுது கிருஷியை வச்சு நெக்ஸ்ட் வந்து சோஹித்ல வந்து டாக்டர் கால் பண்ணி பேசி ஹாக்கிங்ஸ் எல்லா பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பிரிசன்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக பிரிசன்ல இருக்கிறாங்க போகுதுன்னு தெரியல வந்து புத்திசாலி நினைச்சேன் இஸ் நாட் தேன் வந்து யூரியோட குடானில் இருந்து ஒரு ஃப்ளைம் த்ரோ எடுத்துகிட்டு மறுபடியும் பிரஷனுக்கு போகிறாங்க பேசிக்கலி பிரஷன்லேருந்து இயற்கைய பார்க்கறதுக்கு போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து ரெடி பண்ற சீன் ஜோனக்கனோட வந்து இந்த இடத்துல ரொம்ப வீடா இருந்துச்சு அந்த இன்னொரு பீசா கைக்கு வந்து வீட கொடுத்து கன்வின்ஸ் பண்ணும்போது ஒன்னா பேஸ்ட் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம வந்து பேர் சென்சர் ரெடி பண்ணி இருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்து பண்ணி மெட்டல் கான்சர்ட்டுக்காக ரெடி ஆகிறாங்க அத பத்தி காலப்படாது வந்து எப்படி அதை ஜோஸ் எல்லாருமே பிரிசென்ட் திரும்பி போறாங்க விச் இஸ் நாட் அ கிரேட் ஐடியா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன நெற்பிக் இருக்கு நீங்கலர்ல ஹாக்கிங்ஸ் கிட்ட திரும்ப போக ட்ரை பண்ணாம மறுபடியும் பிரசன்ட்டக்கு போறது வந்து நான் பார்க்கிறது கொஞ்சம் டம்மான ஐடியா மாதிரி தெரியுது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய Thoughts-அ மார்க்காம ஷேர் பண்ணுங்க டோல் கெட்ல இருந்து எல்லா கார்ட்ஸ்மே மிஸ் ஆகறாங்க வில் டாச்சி ஈசி பிசி ஜப்பானீஸ் சி sorry sir we are not allowed to say that anymore it's lemon squeezing now நெக்ஸ்ட் வந்து என்ன யூரிக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும் போது தெரியுது யூரி வந்து ஒரு கிரேட்டிங் சோல்ஜர் இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் சீன்ல ஐஎம்ரியர் ஸ்டோரி நெக்ஸ்ட் சீன்ல என் மோட்டிவேஷன் ஸ்பீக் அப்புறமா வந்து அந்த இன்ஜின்ல இருந்து எடுத்த பார்ட் வந்து பிக்ஸ் பண்ண போகும்போது நல்லா கிளியர் ஆகினாங்க நான் முன்னாடி சொன்ன அது ஒரு ஸ்பார்க் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் லூக்கஸ் ரோமான்ஸ் மூவி ஃபிரைடே ஸோ தென் வந்து எரிக்கா வந்து சிக்னல் கொடுக்கற லூக்கஸ் ரிட்டன் சிக்னல் கொடுக்கிறான் ஓகே காஃபி நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ராபின் நான் எல்லாரும் இருக்காக்னாவோட வீட்டுல நிர்பிக்க இருக்குமே இருக்காங்க வந்து ல இன்ட்ரோ தான் தெரியாம நடந்த பிளான் நான்சியோட பிளான் வேஸ்ட் லெவன் மட்டும் அங்கே வரலாம் இது ஹைலைட் என்னன்னா வந்து மேக்ஸ் நீங்க போட்ட எல்லா பிளானும் எனக்கு தெரியும் சொன்னது எனக்கு முன்னாடியே தெரியும் போட்ட பிளான் வந்து ஜஸ்ட் ஒரு டம் ஆன ஐடியா எல்லோட பெரிய பேன்ல பட் இந்த இடத்துல வந்து லெவனோட இன்ட்ரோலே நல்லா இருந்துச்சு அண்ட் லெவன் மட்டும் எல்லாரோட கதையுமே முடிஞ்சிருக்கும் நான் இப்ப சொன்ன சீன் வந்து இதுக்கு அப்புறமா நடக்க போற சீன் அந்த சீன் இப்ப சொன்னதுக்கு காரணம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த பினாப்பிள் பீச்சா வந்து லெவன் வந்து மக்கி சாப்பிட்டு வைக்க ட்ரை பண்றான் வில் வந்து அப்செட் ஆகிறான் வில்லெட் ஆகிறத பார்த்துட்டு இருந்துச்சு ரெடி ஆயிடுச்சு லெவன் வந்து மேக்ஸோட வெளியாவுக்கு <laughs> <laughs> இப்ப சென்சர் ரெடி பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் கிறிசி வேகா All yeah. right. Then, the the the the the most most iconic scene, Eddie in the trailer in guitar play demo background just just fucking awesome. Most cover, just fucking awesome, awesome metallic time, Nancy, Robin episode மோஸ்ட் ஐகானிக் சீன் எடி வந்து ட்ரெய்லர் மேல இருந்து கிட்டா ப்ளே பண்ணி டெமோ பண்ணும்போது எடியோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு ஜஸ்ட் பக்கிங் ஆசம் மோஸ்ட் மெட்டாலிக் அவர் ஜஸ்ட் பக்கிங் ஆசம் இதே டைம் எல்லாருமே வெக்னோட வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இந்த டைம்ல மோஸ்ட் ஆஃப்ல நடக்கும்போது வெக்னா வந்து மேக்ஸ்லாம் அதே மாதிரி சைகோ ஜேசன் வந்து இந்த எல்லா scene பேக் கௌண்ட்ல வந்து அது இன்னும் இந்த பிளான் பண்ணி டெமோ பேட் வந்துட்டு வந்து ட்ரெய்லர் குள்ள போயிருக்காங்க ஒரு சில பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்காம விட்டாங்க தெரியல I mean, I'm not sure buying time is going to help. Next day, we have Vethna. Vethna is <laughs> going to go to the max. But Vethna is <laughs> going to go to the max. So, Vethna is going to go to the max. So, you can go to the max. Yo, Sami. Come back! ஸோ இதே நாட்டில் வந்து ஹாக்கிங்ஸில் வெக்னாவோட வீட்டில் வந்து ஜேசன் வந்து மேக்ஸை பேரலைஸ் ஆகிறத பார்த்திட்றான் ஸோ லூக்கஸ் வந்து வெக்னாவை பற்றி ஜேசன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேக்ஸை வந்து வெக்னா பிடிச்சிடறான் ஸோ மேக்ஸ் வந்து அந்த மிதக்க ஆரம்பிச்சிட்றான் ஸோ இதே நாட்டில் வந்து ஜேசன் ஃபைட் வெக்னா வந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸை கொண்டு போட்டுருக்கும் போது லெமனோட காப்பாத்தா பட் இன்னும் டேஞ்சர் சோனா இருக்காங்க போக ட்ரை பண்றான் பட் ரோப்பஸ் இல்லாத கீழே வந்து கால உடைச்சிக்கிறான் ட்ரை பண்றான் டெமோபேட் எல்லாமே டெத் வந்து தேவையாம இருந்துச்சு எடி வந்து செகண்ட் டைம் டெமோபாக் எஸ்டாகும் போது நம்மளால நிறைய டைம் எடி வந்து டெமோபேஸ் கிட்டே பார்க்கலாம் டெமபேட் பக்கத்தில் வந்த பிறகு மேக் மாட்டிக்கா டென் பிளஸ் பாயிண்ட் லெவனி மேக்ஸ் வந்து ஒரு ஸ்பீச் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து லூக்கிஸ்ட் கொண்டாந்து தெரியல ரெட்டுக்கு அப்புறமா புது பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாங் வந்து புதிய ஆண்டமாவே மாறிடுச்சு then தென் ஸ்னாப் மேக்ஸோட கை கால்னு எல்லா பார்த்துன்னு ஸ்பினா இருக்கடி வந்து டெமோ பேஸ் வைட்டை கழிச்சுருக்கு டெமோடோ வந்து ஆல்மோஸ்ட் கொலை போகுது முப்பது நிமிஷம் அப்புறமா கொஞ்சம் அர்மேட் கே பைட்டாங்க வில் தேங்க்ஸ் டு 11 அண்ட் தி பிராஞ்சஸ் வந்து உங்களுக்கு அரமணாரமா க்ரஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி உயிரோட இருக்காங்க தெரியல ப்ளாட் ஆர்மர் ஒருவேளை அந்த பிராஞ்சஸ்லாம் சீரியல் கிளர் மாதிரி உங்களுக்கு ஸ்லோவா கொல்லுறத என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப போல சோ இப்ப வெபன எடுத்துக்கிட்டு வெக்னா இருக்க ரூமுக்கு போறாங்க அந்த மைண்ட்ஃரேட் 11 கிட்ட தோத்துட்டு ரிட்டன்னான வெக்னா வந்து கேட்லீன் பெட்ரோல் பாம் யூஸ் பண்ணி மாடியில இருந்து எறிஞ்சி தள்ளி விட்டு டஸ்ட் ஆகிறாங்க மீன் வாட் த ஃபக் லிட்டரலி இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன தெரியல அப்படிதான் இருக்கு அவ்வளவு பெரிய வில்லனை ஈஸியா கொன்னுடாங்க சோ வெக்னா டே நம்ம டீம் ஜெயிச்சிடாங்க பட் நோ எடுக்கிற மா சீசன்ஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒருவேளை கொண்டு போலாம் பட் இது என்னோட சீன் ரொம்ப அப்புறமின்னு உங்களோட சாதகமான ஒரு சேஃபான இடத்துலேஷன் <laughs> லூகஸ் மேக்ோட ஹார்டீட் என்ன பத்து நிமிஷத்துக்கு மேலே இப்ப லெவன் வந்து ஹார்டீட்டை கொண்டு வந்து உயிரோடிக் பண்ண போறது வந்து இன்சு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா பிரீவஸ் ஓபரோட சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரேடா இருந்துச்சு இது சடனில ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் எனக்கு அவுட் ஆஃப் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு இப்ப சீசன் போரோட நெட்பிக்கை பத்தி பார்ப்போம் நெட்பிக்கனு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஒரு சில சீன் வந்து தேவையாம ஒருவேளை எனக்கு மட்டும் தான் தோணுதான் தரல எக்ஸாம்பிளா எடிட் அப்புறமும் அதிகமாக இருக்கு சீசன் எரிய ரிட்டர் மெயின் விலை கூடவே என்னோட பற்றி போறோம் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு <laughs> ஜரல <laughs> Andre, oh, for sure, yeah வந்து ஒரு பண்ணி சிங்ல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ற மாதிரி டைம் ட்ராவல் இல்லாவல் லைக் அப் சைட் டவுன் டைம் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம எபிசோட எயிட்ல பார்த்த மாதிரி அப் டவுன்ல வந்து ஸ்டில் மிஸ் ஆன டைம்ல இருந்தா ஐ மீன் அதாவது ஒன் டைம்ல இருந்தா இருக்கு வந்து ட்ரா போய் பண்றதுக்கான ஒரு ஜஸ்ட் பைவ் ஸ்டார் ஜெனரலா இருக்கலாம் அப்புறமா ஒரு மெயின் டிஃபிட் பண்ணுற மாதிரி கொண்டு போலாம் லைக் மைண்ட் ஒரு சீன் This is actually really impressive, aren't you, Chim? Are no, no, no, no, anyway, that's it for the show guys. Thanks for listening to this episode. So till then, we say to you. If you have the video, please comment and share like, oh, the video. Like and share the video.